அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம Nifty Future 1 minute chart சார்ட் பாக்குறோம் இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு 5 minutes கம்ப்ளீட் ஆயிடுச்சு இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா மே டுவெண்ட்டி ஃபோர் இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூவமெண்ட் அனலைஸ் பண்ணி break out நடக்கும்போது கால்ஸ் வரும் கரண்ட்டில் பாருங்கள் ஒரு செல் கால் ஷோ பண்ணுதான் ஸோ இந்த செல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்து நமக்கு ஜென்ரேட் ஆனது இன்றைக்கி ஓப்பனிங் மொமெண்டமில் அப்படியே ஃபிளாட் ட்ரேட்ல வந்ததுனால கண்டினியூ ஆச்சு பட் நமக்கு இப்ப அப்ப சைட் பிரேக் அவுட் ஆனதுனால நமக்கு இப்போ ஒரு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு பைக்கால்ன்றதுனால நமக்கு அதை இன்டிமேட் பண்ணணும் நமக்கு சொல்லணுன்ற கண்டிப்பா எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை பண்ணுங்க அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயிட் லைன் இருக்குதுல பை 34, 3, so, entry point line, future trader option trader call option அதே ஆப்ஷன் ட்ரேடர் பை பண்ணிக்கலாம் மேல இருக்கீன் கலர் டார்கெட் லைன் கீழ இருக்க ரெட் கலன் பாத்தீங்க அப்படின்னா loss லைன் ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டில் ஆனது நமக்கு ஒவ்வொரு நாளும் வரும் நம்மளுடைய வேலை அந்த கால் பார்த்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதை பார்த்து பண்றீட்க்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க THANK YOU